ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ பார்க்குறது சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் டர்னிங் சாரீஸுடைய அப்டேட் தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கேட்டுகிட்டே அந்த ஹைபஸ்கஸ் டர்னிங் ஒர்க் சாரீஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில்வர் சரி பண்ண டர்னிங் சாரீஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டூ டைப் ஆஃப் டர்னிங் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குற சேரீ பாடி இங்க் ப்ளூ கலர் பாட்டம் பழு அண்ட் ப்ளவுஸ் வந்து மெருனில் இருக்குங்க மெருன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கும் பழுவில் பண்ணக்கூடிய ஜரி ஒர்க் வந்து டெஸ்ட் ஜரி ஒர்க் சில்வர் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாட்டமில் சில்வர் காப்பர் கோல்டு ஸோ இந்த மூணுலையுமே வந்துருக்குங்க அந்த hibiscus design வந்து மூணு ஜரிலேயுமே வந்திருக்கும் ஈவன் புட்டாவில் பாடியில் வரக்கூடிய புட்டாவும் கூட சில்வர் காப்பர் கோல்டு ஸோ இந்த சரியில் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தது ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சாரீஸுடைய கவுண்ட்டும் கம்மியாக தாங்க வருது இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் சிக்ஸ் 6,500 ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பார்க்கறது இது வந்து பாடி ஒரு டபுள் ஷேடு பேஸ்டல் ஷேடுங்க பளு அண்ட் பிளவுஸ் இன்க் ப்ளூ கலர் சேம் இந்த இன்க் ப்ளூ கலர் தான் பாட்டம்லேயும் வரும் சேம் இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே ஒர்க் தாங்க சில்வர் கோல்டு காப்பு மூணு டெஸ்ட் சரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாடியோடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடு இது எப்படி இருக்குன்னா க்ரே அண்ட் ப்ளூ இந்த ரெண்டுடைய காம்பினேஷனில் இருக்குது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ப்ளூ ஷேட் தெரியும் இன்னொரு ஆங்கிள்ந்து பார்க்கும்போது க்ரே ஷேட் தெரியும் நாம் எப்பவுமே நம்ம சொன்னது தாங்க லைட் கலர் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த டார்க் கலர் த்ரெட் தெரியும் ஸோ இந்த சாரிலேயும் பாருங்களேன் இதில் வந்து கிரே கலரு அது மேலே டார்க் ப்ளூ அப்படிங்கிறதுனால செலவு மேலே டார்க் ப்ளூ அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டார்க் ப்ளூ த்ரெட்டு வந்து இந்த சேரீயில் தெரியுங்க ஸோ இது ஓகே அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாங்க ஒன்லி லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலையே இப்போ இந்த சாரீஸை நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இப்போ பார்க்குறது கிரீன் அண்டு கிரே பலுவன் பிளவுஸ் கிரே ஸோ அகெயின் அகைன் எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்கிற மாதிரியே தான் இது க்ரே க்ரே அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் ஸோ அப்போ கண்டிப்பாக பிளாக் த்ரெட்ஸ் கண்டிப்பாக தெரியுங்க பாடி க்ரீன் கலர் இதுலேயுமே கோல்டு சில்வர் அண்ட் காப்பர் டெஸ்டர்ஸரி யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே லைட் வெயிட் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீஸ்ங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயமாக சில்க் மார்க் டேக் வந்துருங்க புட்டின்ஸ் தான் என்ன பண்ணிருக்கோம் டார்க் ஷேடா இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலருங்க வாட்ஸ்அப் மூலமா பிக்சர் ஷேர் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணலாங்க ஓல்டு கஸ்டமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நியூ கஸ்டமருக்கு நான் இதை சொல்கிறேங்க இந்த பிக்சர் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பிக்சரை சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எப்போ பப்ளிஷ் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பிகாஸ் நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இன்னிக்கே விற்றுங்க அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே அது ஒன் or டூ சாரீஸ் மட்டுமே தான் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம் ஸாரீஸ் அன்னைக்கு அன்னக்கே புக்காயிரும் ஸோ அதனால் நீங்கள் WhatsAppல கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அதாவது first time பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ எப்போ பப்ளிஷ் ஆகு ஆனது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கேட்டுக்கலாங்க மேபி சம்டைம்ஸ் அந்த வீடியோவில் பப்ளிஷ் ஆனதில் கூட அவைலபிள் இருக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குதுங்க இப்போ பார்க்கிறது கிரே தான் பாடி வந்து கிரேனா கொஞ்சம் ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்குங்க பாட்டம் அண்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பர்பிள் கலர் இப்போ நம்ம பார்த்தது ஹைபிஸ்கஸ் டிசைன் அதாவது பாட்டமில் செம்பருத்தி டிசைன் பார்த்தோம் இப்போ அதே செம்பருத்தி டிசைன் தான் கொஞ்சம் கலர் மட்டும் பண்ணி பண்ணியிருக்கோம் அதே க்ரீன் இதுக்கு முன்னாடி ஒரு செட்டில் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலர் அதே செட்டு தாங்க இது இது வந்து பாடி பிளாக் அண்ட் மஸ்ட் yellow காம்பினேஷனில் இருக்குங்க பார்க்கும்போது ஒரு கோல்டு ஃபினிஷிங் கூட கிடைக்கும் நம்ம பிளாக் யூஸ் பண்ணும்போது தாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் நம்ம இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கோங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க உடனே ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சேரீ புக் பண்ணிட்டீங்கன்னா சாரியுடைய அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதாவது ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிட்டும் கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணிக்கலாம் தென் நாங்கள் உங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட் பேட்டர்னில் இதுவும் வந்து மோஸ்ட் வாண்டட் தான் இந்த சேரீல ஒன்று கூட எப்பவுமே போட்டுதுன்னா போட்டச்சின்னா ஒன்று கூட நிற்கிறது இல்லைங்க எல்லாமே சோல்ட் ஆயிரும் இமீடியட்டாக இது வந்து பேஸ்டல் ஷேடுங்க இது வந்து க்ரீன் கலர் பளு அண்ட் பிளவுஸ் கிரே கலர் கீழே ஃபுல்லாகவும் சில்வர் ஜரிங்க பாடியில் சில்வர் அண்ட் காப்பர் ஆல்டர்னேட்டிவாக வருங்க பட் கீழே பாட்டமில் இருக்கிறதும் சரி பழுவில் இருக்கிறதும் சரி சில்வர் சரி சேம் பேட்டர்ன் தாங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரிங்க இது எல்லாமே லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் ஸேரீ தின்னாக தாங்க இருக்கும் பட் ஆனால் வந்து இது வந்து யூனிக் அண்ட் ட்ரெண்டியாக இருக்கும் பார்ட்டிவேராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ரொம்பவுமே நல்லா எடுத்து கொடுக்குங்க ஸாரியோட பேக் சைட் நம்ம பார்க்குறோம் இந்த கலர் நான் சொல்லிடுங்க இது வந்து பேஸ்டல் ஷேடு ஸோ அதனால் இது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல ஆனால் இது வந்து கொஞ்சம் பிங்க்கு மாதிரியும் இருக்குது ஒரு பீச் கலர் மாதிரியும் வருது அண்ட் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ஷேடு தாங்க ப்ளூ ஃபேமிலி தான் பட் ஆனால் லைட்டாக தான் இருக்கும் இப் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லைட் கலர் அதுக்கு ஆப்போசிட்டாக இது அப்படியே ப்ரைட் கலராக இருக்குங்க எல்லோ வித் இது வந்து க்ரே க்ரேனால் ப்யூர் க்ரே இல்லைங்க கொஞ்சம் ப்ளூ ஷேடு வந்துருக்கும் நேரில் பார்த்து நான் சொல்கிறதுனால இந்த கலர் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இந்த டிசைனில் லாஸ்ட் டைமே நம்ம போட்டிருந்தோம் ஒரு ப்ளூ காம்பினேஷனில் போட்டிருந்தோம் அப்போவே நிறைய பேர் வந்து இதை என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ நம்ம தறையிலேருந்து வந்தால் தான் அப்படியே நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரிதாங்க சூப்பராக இருக்குங்க இது அந்த எலிப்ஸ் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டுது இந்த சாரிக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற லாஸ்ட் சாரி இதுதாங்க இது வந்து ஹனி கலருங்க இந்த கலருமே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த கலரில் எஸ்பெஷலி வேணும் அப்படின்னு இது இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு டிசைனில் டர்னிங்கில் நம்ம இந்த கலர் வந்து பண்ணியிருந்தோம் அப்போ நிறைய என்கொயரிஸ் வாண்டட் இருந்ததுனால ஸோ இந்த டிசைனுக்குமே அந்த கலர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோங்க இதுமே க்ரே தான் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வருது க்ரே அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் த்ரெட்ஸ் தெரியுங்க இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்டருந்து உங்களுக்கு ரிப்ளை வரது கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா உங்கள் மெசேஜ் ரீசன்ட் மெசேஜாக பின்னாடி போயிடும் ஸோ நாங்கள் முன்னாடி இருந்து பண்ணிட்டுருக்கறதுனால அதாவது ஏர்லியர் மெசேஜஸ்லேருந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கறதுனால என்னாகும் அப்படின்னா பின்னாடி போயிடும் இப்போ லேட்டாக தான் வருங்க இந்த சாரீஸ் எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் இந்த சில்க் டேக் அட்டாச் ஆகி வரும் எஸ்பெஷலி இது வந்து பிளவுஸில் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குறோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்